வணக்கம் இவர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் மாவட்டத்தில் இருந்துங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சில்வர் சரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க இது எல்லாமே ஹேண்ட்லூ மேடுங்க பியூர் சாஃப்ட் சில்க் சாரீஸ் கமிங் வித் mark certified warp and வெஃப்ட் ரெண்டு பசங்கலையுமே பியூர் silk வச்சு மேக் பண்ணுறதுனால ஒவ்வொரு சார்க்குறையும் கண்டிப்பா silk mark label அட் பண்ணி தருவோங்க ஃபர்ஸ்ட் சாரீ பாடி ஆஃப் தி சாரி மேங்கோ எல்லோலையும் பல்வன் ப்ளவுஸ் பேபி பிங்க் ஷேட்லேயும் இருக்குதுங்க சாரியுடைய கோட் ஃபோர் எயிட் நைனுங்க டாப் ஜரி பார்ட்ரு வந்திருக்கு பாடியிலிருந்துருக்க மோட்டிவ்ஸ் ஆகட்டும் பல்லுவில் பண்ணியிருக்க கிராண்ட் ஒர்க் ஆகட்டும் எல்லாமே சில்வர் டெஸ்டட் ஜரி ஒர்க்குங்க ஃபோர் எயிட் நைன் சாரீ கூடுங்க இந்த சாரீஸ்னுடைய லெந்த் பார்த்துட்டிங்கன்னா 6.2 பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் இன்க்ளூடிங் ப்ளவுஸ் வித்வுட் தி சாரி 45.5 ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் எப்போ வருதுங்க வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி கிராம்ஸ் வரும் வெரி வெரி லைட் வெயிட் சாரீஸ் சில்வர் ஜரிலேயே டிஃப்ரெண்ட் பேட்டன்ஸில் நியர் அபவுட் ஒரு சிக்ஸ் செவன் சாரீஸ் அது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் சாரீ பல்லுவன் ப்ளவுஸ் சிமெண்ட் கிரேட் ஓன்லியும் बाडी आफ दि से ब्लू अंड ग्रीन मिक्सडुन फोर नयन जीरो फुल अंड फिलवर टेस्ट सरी वर्क इन वीडियो शो पड़े सारीस प्रईस सेकमेंट सिक्स तौसन्ुपी ओनंग आर रूव मटमें आर आरूक आलोवर इंडिया शिपिंग फ्री कोरोब इंटरनाशनल शिपमेंट की बेस्ड कंट्री பேக்கேஜோட வெயிட்டை பொறுத்து ஷிப்மெண்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸ்க்கு மட்டுங்க மற்றபடிக்கு கேஷ் ஆன் டெலிவரி மோட்லேயாகட்டும் ப்ரீபேமெண்ட் மோட்லேயே ஆகட்டும் ஷிப்பிங் வந்து டொமஸ்டிக் ஷிப்பிங் ஃப்ரீ கொடுக்குறோங்க ஃபோர் நைன்டி ஒன் சேரீ கோட் பாடி ஆஃப் தி ஸேரீ பெய்ச் கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் ஒய்லட் கலர்லேயும் இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் டெஸ்டட் சாரீவாக இருக்குது ப்ளவுஸ் ப்ளைன் பிளவுஸ் ஈவன் அந்த பிளவுஸ்லையுமே பார்த்துட்டிங்கன்னா டாப் அண்ட் பாட்டமில் சில்வரில் பார்ட்ரு வந்துடுதுங்க ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரி ஏதாவது டேமேஜாக வந்தாவோ இல்லை ராங் ப்ராடக்ட் நீங்கள் ரிசீவ் பண்ணாவோ ரிட்டன் அக்செப்டபிளுங்க அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது அன்பாக்சிங் வீடியோ மேக் பண்ணுங்கள் டேமேஜஸ் தெரியற பட்சத்தில் கஸ்டமர் கேர் நம்பருக்குன்னு வச்சு கொடுத்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணுங்கள் கஸ்டமர் கேர் நம்பர் நம்ம ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் ஃபோர் நைன்டி டூ சாரீ கோட் சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஷேட் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்த சாரிக்கும் எதுக்கும் பழுவன் ப்ளவுஸ் என்ன கலர் வருதோ அதே கலரில் டாப் அண்ட் பாட்டமில் சில்க்லேயே பார்டர் ஸ்டைல் மாதிரி கொடுத்துருக்கோம் ஆனால் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் சரிங்க இந்த சாரியுடைய ப்ரைஸும் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஓன்லி புக்கிங் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் சாரீயுடைய கோடு எங்களுக்கு அனுப்பிச்சு புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்க அப்படின்னா சாரியுடைய கோடோட பிக்சரும் செப்ரேட்டாக அனுப்பிச்சு தரும் வா வீடியோ பார்க்கும்போது கூட உங்களுக்கு சாரியுடைய கோடு சொல்கிறோங்க ஸோ ரெண்டு இடத்துல நீங்கள் வந்து சாரியுடைய கோடு ஐடென்டிஃபை பண்ணலாம் வீடியோவிலையும் சாரியுடைய கோடு சொல்கிறோம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் சாரியோடய ஃபோட்டோ அனுப்பிச்சு அதிலேயே கோட் மென்ஷன் பண்ணி தரும் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணுறது ஈஸி வீடியோ பார்த்துட்டு ஸாரீ கோடு சொல்லி புக் பண்ண சொன்னாலும் பர்ச்சேஸ் பண்ணுறது ஈஸி தாங்க ஃபோர் நைன் த்ரீ ஸாரீ கோட் பல்வேன் ப்ளவுஸ் க்ரே கலர்லேயும் பாடி ஆஃப் தி ஸாரி நேவி ப்ளூ கலர்லேயும் இருக்குதுங்க இது இதுக்கு முன்னாடி பார்த்தா பேட்டர்ன் இல்லாமல் வேற பேட்டன் ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் வருதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் டெஸ்டட் சரியாகவும் இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ஃப்ரீ இன்டர்நேஷனல் ஷிப்மெண்ட் இருக்குது சிஓடி கூட இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரி பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறோம் அது சிஓடி சார்ஜஸ் தான் ஷிப்பிங் வந்து சிஓடி மோட்லையும் ஃப்ரீ பண்ணி தான் தரோங்க ஃபோர் நைன் ஃபோர் பல்லுவன் ப்ளவு டார்க் கிரே டோன்லேயும் பாடி ஆஃப் தி சேரீ வொலட் கலர்லேயும் இருக்குதுங்க டாப் அண்ட் பாட்டமில் சில்க்லேயே பார்டர் ஸ்டைல் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே பியூர் சில்க் அப்படிங்கிறனால ஒவ்வொரு சேரீ கூடையும் இந்த மாதிரி சில்க் மார்க் லேபிள் கண்டிப்பாக அட்டேச் பண்ணித்தரும் வேணுங்கிறவங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்